வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் மூணு டு நாலு கிலோமீட்டருக்கு உள்ள ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்க இடம் மகிழ்ச்சி நகருக்கு பக்கத்தில் என்ஜிஓஏ காலனி பி காலனி ஆர்டிஓ ஆஃபீஸ் பெருமாள்புரம் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங் ரெண்டுலருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்டும் மூணு தான் இந்த இடத்துல உங்களுக்கு பிளாட் அவைலபிள் இருக்குது ப்ளாட்டு பார்த்திங்கன்னா நாலு சென்டு அஞ்சு சென்டு ஆறு செண்டு அதுக்கு மேலே அந்த மாதிரி இருக்குது ஒரு சென்டின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரெட் சாயில் நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் தான் பட் வாங்குகிறவங்ககிட்ட கமிஷன் வாங்குறது கிடையாது ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இடத்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா இடத்த வாங்கி தரோம் ஸோ இப்போவும் சொல்கிறோம் இந்த இடம் வந்து ரொம்ப நல்ல இடம் ரெட் சாயில் தண்ணி நல்லாயிருக்கும் திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு உங்களுக்கு நாலு வழிச்சலை பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கும் ஸோ திருநெல்வேலியில் இடம் வேணும் அப்படினு பார்க்குறவங்க வந்து பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட இந்த பக்கத்துலேயே ரன் ஆகிட்டு இருக்குது ஒரு வீட்டில் ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கூல் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல் இருக்குது